ஃபஸ்ட்டு வந்து நான் கட்டரை தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் குராஸாக இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் நான் வந்து சிஸராக வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த கட்டரை வந்து செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் ஓகே இப்போ அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எட்ஜெஸ் இருக்குல்ல இந்த எட்ஜஸ் கொஞ்சம் கர்வாக நம்ம ஏற்கனவே அடுப்புக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் பார்ட் ஒனில் நான் அடுப்புக்கு இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இந்த மாதிரி கேர் இந்த கார்னர்ஸில் வந்து நான் கர்வ் கொடுத்துக்கிறேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு நெஜமாலே ஒரு கட்டர் மாதிரி இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கிறேன் கர்வ் கொடுத்துட்டு நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுலேயும் வந்தேன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக ஒரு ரவுண்டு வரைய போகிறோம் அது பார்க்குறதுக்கு நெஜமாலே ஒரு கட் மாதிரி கூட்டி ஒன்று கட்டர் மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கர்வ் லைன் இருக்குல்ல நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸ் இருக்குல்ல அந்த ஃபோர் சைட்ஸையும் நான் இந்த மாதிரி கார்னர் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் பார்ட் போட் பேக்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்படி பார்த்துக்குவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் சைட்ஸும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த மேலே மட்டும் ஒரு ரவுண்ட் நான் வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இந்த மேலே மட்டும் நான் அழகாக ஒரு மாதிரி ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ட் வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைஞ்சாச்சும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் நைஃப் யூஸ் பண்ணுறேன் அதனால கொஞ்சம் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு ஓகே இப்போ நம்மளோட கட்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம இதுக்கு வந்து லாஸ்ட்டில் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்ட்டில் வந்து நான் நைஃப் மாதிரி வரஞ்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க நைஃப் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி நான் பார்ட் ஒன்னில் செஞ்ச திங்ஸ்க்கும் இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் தான் வந்து கலர் பண்ண போகிறேன் ஸோ லாஸ்ட்டாக தான் கலர் பண்ணுவேன் பொறுத்திருந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணேன் ாம பாருங்க நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் அதுக்கப்புறம் குக்கிங் ஐடியாஸ் அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் நான் ப்ளே லிஸ்ட்டில் பிளேலிஸ்ட் இருக்குது அதில் வந்து நான் கிராஃப்ட் தனியாக அதுக்கப்புறம் குக்கிங் தனியாக கொடுத்துருக்கேன் நீ உங்களுக்கு கிராஃப்ட் வேணும்னா கிராஃப்டில் போய் பார்த்துக்கலாம் இல்லை குக்கிங் வேணும்னா குக்கிங் போய் பார்த்துக்கலாம் அதில் வந்து கேட்டகரிஸி நிறையா கேட்டகரிஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டுருக்கேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டே விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஃப் மாதிரி அழகாக கட் பண்ணியாச்சு நம்மளோட குட்டியோட நைஃபும் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த நைஃபை உங்களுக்கு கட்டரில் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் பாக்கிலேயே உங்களுக்கு தெரியும் நம்மளோட மினேச்சரான கார்ட்போர்ட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நான் ஒரு பேங்கில் யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி நான் ஒரு பேங்கல் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சும்மாவே ட்ராயிங் பண்ணிங்களா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் ரவுண்ட் யூஸ் பண்ணிவிட்டு பேங்கில் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேக் கட் பண்ணியாச்சுப்பா அது கட் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் மட்டும் இப்போ கட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ட் ஒன்னே விசிட் பண்ணி பாருங்கள் அதில் அதுலையுமே நான் நிறைய திங்ஸ் வந்து செஞ்சுருப்பேன் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கின அவசியம் இல்லை ஒரு செலவுமே இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்திங்க அப்படின்னா அதோட அட்டை இப்படிலாம் கிடக்கும் இப்படி இந்த கடையில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அட்டை எப்படி இருக்கும் வேஸ்ட்டான திங்ஸை வச்சு நம்ம சூப்பராக அழகான பிள்ளைங்களுக்கு பிளேஸ் செஞ்சு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துவிட்டேன் வந்து நான் ஒரு நீளமாக எடுத்துருக்கேன் நீளமாக எடுத்துகிட்டு அது எனக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு நான் வந்து ஸ்கேலை வச்சு கோடு கோடிக்கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கே எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கேல் கோடு போட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ தான் வேணும் அது நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறாலும் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னாலும் கட் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரவுண்ட் கட் பண்ணோம்ல அதில் வந்து இந்த மாதிரி வச்சேன் அது எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ரவுண்டில் வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறீங்கன்னா கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி அது எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடு கீழே இருக்குல்ல அந்த வந்து நான் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து இந்த இந்த வந்து கார் சாரி குளூகனில் வந்து செஞ்சு காமிக்கல இது ரொம்பவே சிம்பிளாக வந்து நம்ம ஃபெஃபிகாலே செஞ்சிடலாம் ஆனால் அது காயறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் எல்லா டைமே நம்மள்கிட்ட ஹார்ட் க்ளூ இருக்காது அதில் அதனால தான் நான் எந்த ஃபிஃப்டி கால் செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் சைட்லேயும் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஏற்கண்ணு உள்ள பீஸோடு வச்சு ஒட்டிக்கோங்க அப்போ வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு ஒட்டா சரி பிரியாமல் அழகாக வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நான் மடக்கிக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க இது வந்து நம்ம புடி மாதிரி வைக்க போகிறோம் நான் நான் மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்லா ஒட்டிக்கும் நான் மேலே கீழே மடக்கிட்டே அது எதுக்கு அப்படின்னா அது வந்து நம்ம சும்மா ஓட்டணும் அப்படின்னா நிற்கிறது இந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னா நின்றுக்கும் இப்போ நான் வந்து ஃபெஃபிகை வச்சு ஒட்டிவிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே அப்போ நான் ஒட்டியாச்சேன் பாக்கிலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குத்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூ பீஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று சின்னதாக இருக்கணும் செகண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு இந்த மாதிரி நான் ஸ்கேலில் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து இவ்வளோ பீஸ் வந்து தேவைப்படும் நான் வந்து இவ்வளோக்கு கோடு போட்டு எடுத்துக்கிறேன் கே நம்ம லைன் போட்டதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த கார்ட்போர்டில் இந்த ரவுண்டான கார்போர்டில் வந்து நம்ம வச்சு ஒட்டுறதுக்கு அது வந்து அதோடய ஷேப்பை வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம ரவுண்டாக ஒட்டுறோம் அப்படின்னா அதுவும் அழகாக ரவுண்டாகவே வந்துக்கும் அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சுருட்டுறேன் அந்த மாதிரி நீங்கள் சுருட்டிக்கோங்க ஸோ தட் அது வந்து அழகாக ரவுண்டாக வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து சுருட்டியாச்சா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஏற்காண்மை வந்து சின்ன பீஸ் ஒன்று செஞ்சுருந்தேன் பெரிய பீஸ் ஒன்று செஞ்சுருந்தேன் கூட சொன்னேன் அதில் வந்து நான் சின்ன பீஸை எடுத்துகிட்டு அதில் தான் நான் வந்து ஒட்ட போகிறேன் இப்போ எனக்கு தேவையான அளவு நான் வந்து மஷிர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஃபிஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சைட்லேயும் ஃபிஃபிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபெஃபிகால் நிறையாவே ஒட்டுங்க ஏன்னா அதை ஒட்டிக்கணும்ல அதுக்காக தான் ஓகே இப்போ நான் நிறையா ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரவுண்டான கார்போர்ட் பீஸ் இருக்குது அதில் வச்சு நான் ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு அந்த சைட்லேயும் நீங்கள் கொஞ்சமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து நம்மளுக்கு அப்படியே வராது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வரும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லையும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஓகே சைடில் இடம் விட்டோம்னா அதில் வந்து கொஞ்சம் ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ரவுண்டு அந்த இது செய்கிறது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்ப்புறோம் மூடி செய்யப்படுறோமா இது வந்து ஒரு குக்கர் மாதிரி குக்கர் தான் குக்கர் சேய்புறோம் அதனால நான் இந்த மாதிரி ஒரு நீட்டமாக ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்ம பெருசாக ஏற்கனவே ஒரு ரவுண்ட் கட் பண்ணோம்னா அதுதான் இது மூடியா வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் வந்து சுற்றி அது அழகாக ஒரு மூடியாக நம்ம சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் கே இந்த மாதிரி அந்த மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இப்போ மெஷர் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் இந்த பெரிய மூடி மாதிரி ஒரு கார்போர்ட் பீஸ் வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம வச்சுட்டு இந்த ரவுண்ட் பீஸ் அப்படியே சுற்றி வந்து ஒட்ட போகிறோம் இப்போ உங்களுக்கு பாக்கிலே தெரியும் நான் வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து ஒரு மூடி மாதிரி ஒட்ட போகிறேன் ஓகே நான் ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் அந்த மூடி இருக்குல்ல அந்த மூடிக்கு வந்து ஒரு புடி மாதிரி வைக்க போகிறோம் இந்த மூடிக்கும் வைக்க போகிறோம் அந்த கீழே உள்ள பாத்திரம் இருக்குல்ல அதுக்குமே நம்ம வந்து அது வந்து குக்கர் மாதிரி தெரியறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு நீளமான பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் அதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் பண்ணலை சும்மா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதே மெஷர்மெண்ட்டு வச்சு நம்ம இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்க இது அசல் இதே மாதிரியே ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நான் இன்னொரு பீஸும் அதை அப்படியே வச்சு அந்த கார்போர்டில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ரெண்டு புடி மாதிரி வைக்க அதுக்கு தான் ஓகேப்பா நம்ம ரெண்டு கட் பண்ணி எடுத்தாச்சா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து கொஞ்சமாக ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க இல்லை நீ மடக்கிட்டு கூட ஒட்டிக்கலாம் அதை கொஞ்சம் ஈஸியாக நிற்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி டைரெக்டாக ஓட்டுறீங்கன்னா கூட ஒட்டிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே ஒட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து மடக்கிட்டேன் அதை வந்து ஒழுங்காக அணிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் கீழே உழைப்பாத்துறதுக்குள்ள அதுலேயுமே நம்ம ஒட்டிக்கலாம் இது பார்க்குறதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிஜமானே குக்கர் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு கர்வ ஹாஃப் சர்க்கிள் இருக்கோம்னா அது மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் குக்கர்லையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி அதனால அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஓகே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குல்ல அதுதான் நான் ஹாஃப் கட் பண்ணி எடுத்ததை இதை வந்து அந்த உள்ள பாத்திரத்தில் வச்சு அந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம மூடி விட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம எடுத்து விட்டு போகிறோம் அதை ஓகே இப்போ நான் வந்து ஒட்டியாச்சேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க கார்போர்டில் உள்ள மேலே உள்ள பேப்பரை மட்டும் டேர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க இது ஒரு விசில் தான் இந்த மேலே உள்ள கேப் இருக்குதுல்ல அதுக்கு வந்து ஒரு விசில் செய்யப்படுறோம் குக்கருக்கு விசில் இருக்கும்ல அது மாதிரியே நம்ம ஒரு விசில் செய்யப்பறோம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதோடு உங்களுக்கு பண்ணாலே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கார்னரில் மட்டும் நான் ஃபிஃப்கால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ஒட்டிக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அந்த மூலையில் வந்து சென்டரெலாம் நம்ம பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்கு கீழே அந்த இப்போ செஞ்சோம்னா அதுக்கு கீழே வந்து நம்ம ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது சென்டரில் பார்த்தா நீங்கள் ஒட்டிக்கோங்க அதனால் நம்மளோடைய குக்கர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி கலர் பண்ணதுக்கப்புறம் நெஜமாலே ஒரு குக்கர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தாச்சுங்க நான் வந்து இன்றைக்கி பிளாக் கலர் அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய மாடலில் வந்து நான் சும்மா ஒரு ஸ்பூன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி வரைஞ்சாச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி வரைஞ்சது அதுக்கப்புறம் வந்து நான் இதை கட் பண்ண போகிறேன் அந்த ஸ்பூன் மாதிரி அப்படியே வச்சு அந்த கார்ட்போர்ட்லேயே வச்சு அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்மளோட ஸ்பூன் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோக் மாதிரி நான் வந்து வரைஞ்சி வச்சுருந்தேன் அதே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ரொம்ப சிம்பிள் தான் பாத்ரூம்லாம் செய்கிறதோட ஸ்பூன்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வழியான பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இப்போ விஸ்கு செய்ய போகிறோம் கார்ட்போர்டில் வந்து விஸ்க்கு செய்யப்போகிறோம் ஓகேவா அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உள்ள பீஸில் சென்டராக நம்ம ஃபிஃப்கால் அப்ளை பண்ணி ஒட்டிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் உள்ள பீஸை வந்து நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம் உங்களுக்கு பாக்கெட்லேயே தெரியும் இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க ஒட்டினதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள பீஸில் வந்து நீங்கள் ஃபிஃபிகோல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலை அந்த பீஸில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம் உங்களுக்கு விஸ்கு வந்து நம்மளோட கார்போர்ட்லேயே செய்யலாங்க நீங்கள் வந்து வலை வச்சு தான் செய்யணும் இல்லை நம்ம விளையாடுறதுக்கு வந்து கார்போர்ட்லேயே செய்யலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் இருக்குல்ல அதையும் நான் வந்து ஒட்டியாச்சும் உங்களுக்கு பாக்கெட்லேயே தெரியும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அதுக்கு பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸு எடுத்துவிட்டேன் நம்ம ஏற்கனவே விஸ்க் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து வச்சு அழகாக ரவுண்ட் பண்ணிக்க போகிறேன் ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் மட்டும் நம்ம ஃபிஃப்கால் பண்ணி ஃபிஃப்கால் அப்ளை பண்ணி ஒட்டணும் அப்படின்னா நம்மளோட சூப்பரான விஸ்க் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நான் இப்போ பண்ண வச்சுருந்தா எல்லாத்தையும் சேம கலர் பண்ணிவிட்டு பார்க்கல உங்களுக்கு தெரியும் ப்ளே செட்லாம் இருக்க முடியாது அதே மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் எப்போ வீடியோஸ் போடுகிறோம் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் தேங்க்யூ